வணக்கம் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க என்ன எல்லாம் பிள்ளையார் சுற்றி கொண்டாட ரெடி ஆகிட்டீங்களா ஓ வீடு பூரா குழுக்கட்டை வாசம் அடிக்குதா ஓகே ஓகே நாம் பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை பிடிக்கும் அப்புறம் வேறு என்ன பிடிக்கும் அவல் பொறி பிடிக்கும் இதெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் இப்படி கும்பிடுறப்போ என்ன பண்ணுவார் வடநாட்டிலலாம் கணபதி பாப்பா மோர்யா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கூப்பிட்டனே பிள்ளையார் வந்துருவார் நம்ம வீட்டுக்கு பிள்ளையார் வர எப்படி இந்த பாட்டை பாடுங்க நீங்களே பாருங்க தொண்டி பிள்ளையார் வந்து உங்க வீட்டை தேடி வந்துருவாரு அப்படியா வாங்க எல்லாரும் பாடுவோமா ஓகே தொண்டி பிள்ளையார் வருகின்றார் துணைக்கு எலியார் வருகின்றார் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் எல்லோரும் அவரை கும்பிடலாம் தொந்தி பிள்ளையார் வருகின்றார் துணைக்கு எளியார் வருகின்றார் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் எல்லோரும் அவரை கும்பிடலாம் அருகம் மாலை சற்றி அவள் பொறி மோதகம் கொடுத்திடலாம் இனியே பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி எல்லோரும் இணைந்து ஆடிடலாம் இனியே பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி எல்லோரும் இணைந்து ஆடிடலாம் தூந்தி யார் வருகின்றார் துணைக்கு எலியார் வருகின்றார் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் எல்லோரும் அவரை கும்பிடலாம் என்ன சத்தம் கேட்குது ஓ தூந்து பேரிகை முழக்கிடலாம் அடமாரிசைத்திடலாம் முழு முதற்கடவுளின் ஆசி பெற்று அறுவை உணவை சுவைத்திடலாம் முழுமுட கடவுளின் ஆசி பெற்று அறுசுவை உணவை சுவைத்திடலாம் அறுசுவை உணவை சுவைத்திடலாம் தொந்தி பிள்ளையார் வருகின்றார் துணைக்கு எளியார் வருகின்றார் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் எல்லோரும் அவரை ஒரு குட்டி பாடலுடன் உங்களை சந்திக்க முடியாது விடைபெறுவது உங்களை அன்பு பாலகிருஷ்ணன் தமிழின் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து கவிதண்டர் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்